கனதுல முன்ன கிளப்ல டிரஸ்ட்ல பார்த்து நிமக்கோ நெருங்கின பக்கம் ஹை பிள்ளைங்க எனக்குள்ள தும்பப்பட exacto sadabadi kutong khani baneri mina bena lagawale ge vato and beat drop and dark drop adar the dash drop dik ge ha bi sato seni mina jiri biga lajo mula la hatle tachho mai pota kanna patale beto nalage mel laibo pato into the block in a flip flop on the top floor hey eh? shorty wanna creep walk for the tiktok by the front door what the younger double till setangal <laughs> potta le baby man tagga to give some more pento rickai serabandu mundala shine like the sun light this is for sure sanga the kurumba oduvalage sanga thenna solladidene kanavil varani kullu vagadhu melatha podachcha உன்னோட காதல்தான் உன்னோட காதல் உன் கண்ணத்தில் பிளகா இல்ல காலத்துல மன நுருவத்தில கண தவிக்கிறேன் நயி கொஞ்ச நல்ல பக்கம் பழங்க சங்கல சொல்லி கொஞ்சம் கனய வயலுக்கு நல்ல பகணச்சுக்கனா பதில kada gondi nadigey navarasa nadagam nadigum nondidum velliye tade boda kanigey kanavuga kalayidu karanda kaatidigey pulappa dose samaikira polidu un kaadala kaadala nose pungatra visa avalodagude valagundu velagise la kannadula motta una club la dress la paadathu bakka nerugina bakka hype le genagoladama bada climax patta sanga thulunga odum valage sangadhiyendra sollavideni